மனனம் செய்ய ஒரு நல்லே ரமபான் நம்மை நோக்கி மிக அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ரமபானை நாம் அடையும் போது பாவமற்ற மனிதர்களாக தூய்மையான மனிதர்களாக இறை பொருத்தத்தை பெற்ற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த இறை பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நம் பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு துவாவைதான் இன்று நாம் புறானிலிருந்து பார்க்க போகின்றோம் இந்த துவாவை மனநம் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு முன்பும் பின்பும் இதை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாது நம் பிழைகளை பொறுத்து அருள் புரிவானாக வாருங்கள் துவாவை பார்த்துவிடலாம் إِن نَّسِينَا أَوْ أَخْطَأْنَا رَبَّنَا لَا تُؤَاخِذْنَا إِن نَّسِينَا أَوْ أَخْطَأْنَا இந்த دعவை நல்ல முறையில் பலணம் செய்து கொள்ளுங்கள் மீன்றும் பொ르மையான முறையில் ஒரு முறை சொல்லப்படுகிறது ரப்பனா லா தூஆகிஸ்னா இன் நஸினா அவ அக்தனா இதனுடைய அர்த்தம் என்ன எங்கள் இறைவா நாங்கள் மறந்து குற்றம் செய்திருந்தாலும் அல்லது மறந்து தவறுகள் செய்திருந்தாலும் அதை நீ பிடித்து விடாதே அந்த தவறுகளை நீ எங்களுக்கு மன்னித்துவிடு நாங்கள் அறியாமல் செய்த குற்றத்தை வலுவாக பிடித்து எங்களை நீ தண்டித்து எங்களை குற்றவிகளுக்கான தண்டனைக்கு உள்ளாக்கி விடாதே எங்கள் தவறுகளை மன்னித்து விடுகிறேவா என்கின்ற இந்த துபாவை மனம் செய்து கொள்ளுங்கள் பாவங்களற்ற மனிதர்களாக புனித அமலானை நாம் அடைய வல்லோன் அல்லாஹ் நமக்கரு புரிவானாகும் வரகாத்து